ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது as the என்ற ஒரு சூப்பரான மூவி இந்த படம் ஜாப்பனீஸ்ல மட்டும்தான் இருக்கு இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவர் தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சலிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் அனுப்பி அப்படி அந்த கேம் விளையாடனா என்ன கிடைக்கும் அந்த கேம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா என்ன நடக்கும் ரொம்ப சூப்பரா சொன்ன படம் தான் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டுவெண்டி மினிட்ஸ்ல படத்தை பார்த்தலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க இவரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவரும் மத்த எல்லார்போலவும் ஸ்கூலுக்கு போறாரு வராரு பட் ஆனா இவரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போல ரொம்ப சலிச்சுட்டு தான் போறாரு ஏன்னா இவர் ஸ்கூலுக்கு போறதே சுத்தமாக பிடிக்காது அது இல்லாமல் இவரு தன்னோட வாழ்க்கையும் ரொம்ப சளிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு பத்தி நிறைய கடவுள் கட்டி சொல்லி புலம்பிகிட்டே இருப்பாரு திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியல அவன் கண்ண முச்சு பாக்குறான் பார்த்தா அவன் அவனோட கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கும் அவனுக்கு முன்னாடி அவனோட கிளாஸ் ரூம்ல பாதி பேர் தலையே இல்லாம முண்டமா இருக்காங்க இதை பார்த்தா நம்ம ஈரோடு கைக்கெல்லாம் நடிங் போயிடுது அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல நிக்கிற அவனோட ஃப்ரெண்ட் ஒரு கனாடிக்காரன் அவன் அசையாத செத்துருவி சொல்றான் அப்ப இவனோட கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு அப்படி அசைஞ்சா என்ன ஆகுன்னு கேட்டா அவங்க தலை வெடிச்சு செத்துருவாங்க இப்படிதான் அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற பாதி பேர் தலையே இல்லாம மூண்டமா இருக்காங்க அதே போல இங்க தலை வெடிச்சு சாகுறவங்களோட ரத்தம் சின்ன சின்ன கோழி கொண்டு போல அந்த கிளாஸ் ரூம் புல்லாவே பறவை இருக்கு கிட்ட அந்த கிளாஸ் ரூம் புல்லாவே கோ கோம் இதை பார்த்து கட்ட வேண்ட ஆரம்பிக்கிறேன் பொறுமையா பார்த்துக்கு பின்னாடி என்ன அந்த டைமர் முடிக்கிறதுக்குள்ளவே இந்த கேமை நான் அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா இங்க இருக்க எல்லாருமே செத்துருவாங்கன்றது அவங்க இப்பதான் புரியுது இப்ப மொத்தத்துல இந்த கேமோட ரூல் என்னன்னா அந்த சொல்லிட்டு இருக்கும் சொல்லிட்டு இருக்கப்ப யாராச்சும் போய் அந்த பொம்மை பின்னாடி இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி விடணும் அப்படி அழுத்திட்டா இந்த கேம் அங்கேயே முடிஞ்சிடும் அப்படி இல்லாம யாராச்சும் அழுத்த போ சொல்ல அந்த பொம்மை பாத்துருச்சுன்னா அவங்க தான் அங்கேயே வெடிச்சு சதிடுவாங்க சப்போஸ் சரி ஓகே நான் எதுவுமே அழுத்தவும் எதுவுமே பண்ணவில்லை நான் சொன்னாவே நின்னுட்டு இருக்கேன்னு சொன்னா அப்படி இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டைம் வந்து முடிஞ்சுனா மொத்த அழு வழியேமல் ரோட் பண்றோஸ்ட் டைம் முடிய போது ஒரு சொல்லுத்துல அடிச்சு சாக வேண்டியதுதான் திரும்பி பாக்குறா நம்ம ஹீரோ அவன் கிளாஸ் ரூம்ல இருக்கிற மொத்த பேருமே சேர்த்து போயிட்டு இருக்காங்க யாருமே உயிரோடு இல்ல இவனை தவிர நம்ம ஹீரோக்கு எப்படி இந்த கிளாஸ் ரூம் வந்து மாட்டனன்றது சுத்தமா ஞாபகமே இல்ல இதன் யோசிச்சிட்டு இருக்கும்போதே பிளாஷ்பேக் ஒன்னு காட்டுறாங்க பிளாஷ் நம்ம ஹீரோ அவங்க வீட்டுல வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்போம் அவங்க அம்மா வந்து திட்டி ஸ்கூலுக்கு போக சொல்லி சொல்றாங்க கிளம்புறான் இதை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் இவங்க கூடவே இவனோட ஃப்ரெண்டாக தான் அந்த கண்ணாடி காரனு வரான் அவர் ரெண்டு பேரும் வந்துகிட்டே இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணுது இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஈ ஹீரோட க்ரஷன் கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொருத்தவனை கேட்டுறாங்க ஒரு பட்டத்தலையும் அவன் இந்த படத்தோட விலை அவன் நம்ம ஹீரோக்கு பெருசாக படிப்பு மேலே தான் ஆர்வம்லாம் சும்மா வருவான் வந்து படுத்து தூங்கிடுவான் இதுதான் அவன் ரெகுலராக பண்ணுற வேலையே அப்படியே ஒரு நாள் வந்து படத்தை நடத்திட்டு இருக்காரு ப்ரொஃபஸர் அப்போ பின்னாடி படுத்து எப்போ அவங்க படம் இருக்கான் அவரும் இதை பார்த்துட்டு இவனை அசிங்கப்படுத்துறாரு என்ன பார்த்தம்பி தூங்குறியா செட் தூங்கு தூங்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே அந்த வாதியரோட தலை வடித்து அங்கேயே சாகிறாரு அப்போ தான் அந்த பொம்மை வருது தர்மசங்கா இப்படி அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் இப்போ இந்த கிளாஸ் ரூம்லையே உயிரோடு நம்ம ஹீரோ மட்டுந்தான் அப்போது அந்த பொம்மை உன்னை தேடி ஒரு எலி வந்துட்டு சொல்லிட்டு ஒரு சின்ன புதிர் போட்டுட்டு அங்கேருந்து போய்டுது அப்போ ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூமோட கதை என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கிளாஸ் ரூமுக்கு எப்படி தர்மசங்கன்ற ஒரு பொம்மை வந்து எல்லாரையும் தலையடிச்சு சாக அதே போல் நம்ம ஹீரோயினோட ரூமுக்கும் ஒரு பொம்மை போயிருக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் தலையடிச்சு சாகடிச்சிருக்கு அங்கே யார் அந்த பட்டன் அழு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அழுத்திருக்காங்க நம்ம ஹீரோயினையும் தான் எல்லோருமே செத்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம ஹீரோ இதில் ஊன் தப்ப எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபோலீஸுக்கு ஃபோன் பண்ணோம்லான்னு சொல்லிவிட்டு அவரோட மொபைலில் எடுத்து ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு பட் ஆனால் சுத்தமாக டவரே இல்லை அப்போ அந்த தர்மசங்கன்றப்ப மாதிரி திரும்பியும் வந்து உங்களை தேடி எலி வந்துட்டுருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன புதிதிர வைக்குது இதை கேட்ட நம்ம ஹீரோ ஹீரோயினையும் இந்த ஸ்கூல விட்டு எங்கயாச்சும் ஓடிடலாம் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க ஸ்கூல விட்டு வெளியே போகலாம் ட்ரை பண்றாங்க வெறும் முண்டங்களா மட்டும்தான் தலை வடிச்சு செத்து போயிருக்காங்க பேஸ்கெட் பால் விளையாட ஒரு கிரௌண்ட் இருக்கு அந்த டோர் மட்டும் ஓப்பன் ஆகுது உள்ள போய் பார்த்தா இவங்களை போலவே நிறைய பேர் உள்ள இருக்காங்க என்னன்னு பார்த்தா எப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கேம் ஜெயிச்சு நீங்க வந்திருக்காங்களோ கிளாஸ்க்கு ஒருத்தர் யார் ஜெயிச்சாங்களோ அவங்க இங்க எல்லாருமே இருக்காங்க ஒரு கேம் முடிச்சோட அடுத்த லெவலுக்கு வருமோ அதே போல யாரெல்லாம் முடிச்சாங்களோ அவங்களே பெருசாக எழுதி வச்சிருக்கே சேர்க்கவும் அங்க எலி மாதிரியே இருக்கிற டிரெஸை போட்டுக்கிட்டு ஒரு சில சுத்திட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல எலின்றாங்க மணின்றாங்க என்னடாது பூனைக்கு நாங்க எங்கடா போகும்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த பேஸ்கெட் பால் கிரௌண்ட் பிறந்துகிட்டு பெருசா ஒரு பெரிய பூனை பொம்மை வருது எல்லாரும் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு அந்த பூனை எலி ட்ரெஸ் போட்டவங்களையா பார்த்து தேடி தேடி பிடிச்சு சாவடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிது எல்லாரும் இப்ப ஆளுக்கு ஒரு முறையா போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா யாராலுமே அந்த பேஸ்கெட் ரூமை விட்டு வெளியூர்லாம் போக முடியல எல்லாருமே சுற்றி சுத்தி அந்த பேஸ்கெட் ரூம் குழுவே சுத்திட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாதி பேர் தெரிச்சு ஓடிட்டுருக்காங்க அப்போ தான் அங்கே ஒருத்தன் என்னால் முடியும்னு சொல்கிறான் அவன் ஏன்னா சூப்பராஸ்கட் பால் விளையாடுவான் போல அவனும் வாங்கிட்டு பயங்கரமா போயிட்டு கிட்ட கிட்ட அந்த பந்து எடுத்து அந்த கூடையிலேயே போட பாக்குறான் போயிருது அந்த பால பிடிச்சிருது விழாம அந்த பால பிடிச்சி இவன் மேலே திருப்பி அடிக்குது இவன் செவத்துல பட்டு அங்கேயே போறான் இதுக்கு அப்புறம் என்னடானா இதுக்கு முன்னாடி பொம்மை மாதிரி எல்லாரையும் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பூனை இப்ப பயங்கர அதுக்கு உயிரை வந்த போல இருக்கு பயங்கர ஆக்ரோஷமா எல்லாரையும் தேடி தேடி அடிச்சு சாப்பிட்டு இருக்கு அப்பதான் நோட் பண்றாரு என்னன்னா அது யார் யாரெல்லாம் சாப்பிடுதுன்னா இந்த எலி பொம்மை மாதிரி ஒரு டிரஸ் போட்டு இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும்டி தேடி அதை சா இருக்குறங்களை ஒருத்தையாச்சு சாக்குற நிறைய பேர் சாப்பிடுது ஒரு கட்டத்தில் ஓடி வருது போட்டு போது அப்ப அவர் ஏமாத்திட்டு ஒரு குரல் கேட்டுறான்னு பார்த்தா அந்த பூனை தாங்க இவர்கிட்ட பேசிட்டு இருக்கு என்னன்னா யாரு எலி டிரெஸ் போட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு முதுகு ரொம்ப அறிவுது கொஞ்சம் இவரு சொறிய சொரிய கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூனையும் அங்கேயே அப்படியே தூங்க ஆரம்பிக்குது இதை பார்த்து மத்தவங்ககிட்ட வந்து சொறிய சொல்லி சொல்றாரு இவங்களும் வந்து எல்லாரும் அதை முதுகுல சொறாங்க கொஞ்சம் நேரத்துல அந்த பூனை அங்க தூங்கியே தூங்கிடுதுங்க இதுதான சான்ஸ் சொல்லிட்டு அந்த கூடையில அந்த பாலை போட்டா கேம் நீ தான் போயி எழுந்துட்டு நகத்தாலே புரண்டி சாகி நிறைய பேர் ஐடியா வருது இருக்கும் அதையும் நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு ஒரு ரூமுக்குள்ள போறாரு போயிட்டு அந்த பால வந்து அந்த எலி துணி இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஹீரோயினு கிட்டையும் வச்சு கவர் பண்ண சொல்லி சொல்றாரு இப்ப ரெண்டு பேரும் வெளியே வராங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே யாருக்கிட்ட அந்த மணி இருக்குமே தெரியாதுல போட ட்ரை பண்றாங்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் அந்த பாஸ்கெட் கையில இருக்கிறத காட்டுறாரு அந்த பொம்மைக்கு அதுவும் இவகிட்ட இருக்கிற பாஸ்கெட் பால் தான் மணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தள்ளி விட்டுருக்கு நம்ம ஹீரோவா குறிப்பா கரெக்டா பண்ணி போட்டுறாரு ஏன்னா நம்ம பண்ணிருக்கானமையிலந்துட்டுல பந்து கரெக்டா போட்டாச்சு முடிஞ்சது பால் போட்டா இல்லையா அவன் பண்ண வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினும் இந்த பரபரங்கிலுமே போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான நிறைய லட்சக்கணக்கில் ஒரு சிலர் வந்து ஏலியன் பண்றதாவது ஒரு சிலர் வந்து டெரரிஸ்ட் பண்றதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லயுமே கியூப் மாதிரி ஒன்னு மிதந்துட்டு இருக்கிறதும் எல்லா ஊர்லயுமே கியூபும் ஒருத்தர் ரேடியோ இதை பத்தி கேட்டு திடீர்னு சரி பண்ணிட்டு போறான் இந்த பிச்சைக்காரனுக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சம்மந்தம் இருக்கு இப்ப நம்ம ஹீரோ கண்மொழிச்சு பாக்குறோம் பார்த்தா ஒரு ரூமுக்குள்ள இருக்கான் அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிடையாது அந்த பொண்ணுகிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிது அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோ கூட தான் அதுவும் படிச்சிருக்கும் முன்னாடி சின்ன வயசுல உங்க பேச்சுவேஷன் பிரிஞ்சிட்டு இருப்பாங்க அது வேற ஸ்கூல்ல இவன் வேற ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்லி கேக்கிறாரு அந்த பொண்ணு உங்க ஸ்கூல்லோ அதே போலதான் எங்க ஸ்கூல்ல நினைச்சு நிறைய பேர் செலுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது இருக்கும் போது பக்கத்தில் ஆளையும் காட்டுறாங்க லேப்டாப் வச்சு அதையும் நோண்டிட்டு இருக்கான் போட்டு அது மூலையிலேயே பாத்தீங்கன்னா அழுதுட்டு உக்காந்து நாலு பேர் தான் இருக்காங்க வருது வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் அதுக்காக அந்த ரூமோட கதை திறக்க ட்ரை பண்றாரு திறக்கவே முடியாது ஒரு கீ கிடைக்கும் அதை வருது கொஞ்ச நேரத்திலேயே உள்ள வருது அந்த பொம்மை தூன் மாதிரியே இருக்குது நேராக உள்ள வந்துட்டு கேம் விளையாடலாமா என்னன்னா சுற்றி பாட்டு பாடுவோம் பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி கேட்போம் யார் நிற்கிறாங்களோ அவங்க பேரை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு இதை கேட்டால் அந்த லேப்டாப் வச்சிருந்த பயணம் கேம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு நானே வரேன் சொல்லி போய் மாட்டிக்கிறான் அவனே கண்ணை கட்டி விட்டுட்டு நடுவில் உட்கார வச்சுட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறதுங்க அந்த பொம்மைங்க பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறமா பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்குதுங்க அவனுக்கு யாருன்னே தெரியல தப்பாக சொல்லிடுறான் தப்பாக கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பொம்மை அதோடய கண்ணன் திறந்து ஒரு லேசர் லைட் போல் அவனோட நெத்திலே படுது கொஞ்ச நேரத்திலையே அந்த பொம்மையோட கண்ட்ரோலில் இவன் ஃபுல்லாக போயிடுறான் அந்த பொம்மை இவனை கண்ட்ரோல் பண்ணி அவனோட தலையவே தரையில் முட்டி சாகடிக்குது அதுக்கப்புறம் இப்போ மிஷன் இருக்கிறது நம்ம ஹீரோவும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இப்போ அந்த பொம்மை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுங்க அவள் விளையாடலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் அந்த பொண்ணு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வரலான்னு சொல்லி சொல்லுதுங்க நீ விளையாட வரலான்னாலும் நீ செத்துருவான்னு சொல்லிட்டு சாகடிக்க ட்ரை பண்ணுதுங்க உடனே அந்த பொண்ணு சரி சரி நான் விளையாட வரேன்னு சொல்லிட்டு போகிறான் அவளுக்கும் கண்ணக்கட்டி விட்டுட்டு பாட்டு பாட ஆரம்பிக்குதுங்க பாட்டு பாடி முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்குதுங்க பொண்ணு ஆனால் நடுக்கத்தில் எதிகுமே சொல்லவே இல்லை அமைதியாகவே செகண்ட் அவளுக்கு கொடுத்த டைமு முடிஞ்சிது இதுக்கு முன்னாடி எப்படி லேசர் லைட்டை வச்சு ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணாலோ அதே இந்த பொண்ணையும் லேசர் லைட்டி கண்ட்ரோல் பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பொண்ணோட உடம்பை ரெண்டாக கிழித்து அங்கேயே சாகடிக்கிறாங்க இப்போ மிச்சம் இருக்கிறது ரெண்டே பேர் தான் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் இப்போ அந்த பொம்மையும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுதுங்க ஆனால் அவன் நம்ம ஹீரோ வாலண்டியாவே நானே விளையாட வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு மற்றவங்களை போலவே நம்ம ஹீரோவை நடுவில் உட்கார வச்சுட்டு பாட்டு பாட ஆரம்பிக்குதுங்க பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி இருக்குது யாருன்னு சொல்லி கேட்குதுங்க கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு பொம்மை உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு ஸோ நீ சாக போகிறேன்னு சொல்லி சொல்லி இதை கேட்டால் பக்கத்தில் இருந்த பொம்மையும் ஆமாம் உனக்கு டைம் முடிஞ்சுன்னு சொல்லுவேன் நம்ம ஈரோ இப்போ கரெக்டாக பின்னாடி இந்த பொம்மையோட பேரை சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ இந்த பொம்மையோட பேரை எப்படி கரெக்டாக சொல்லியிருப்பாருனா இதுக்கு முன்னாடி விளையாண்ட அந்த பொண்ணும் விளையாட சொல்ல இந்த பொம்மைங்களோட வாய்ஸை ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு இந்த பொம்மைக்கு பக்கத்தில் இந்த பொம்மை தான் இருக்குன்றத கரெக்டாக சொல்லியிருப்பார் நம்ம ஹீரோ ஒரு வழியாக இந்த கேமே கரெக்டாக முடிச்சுட்டாங்க இப்போ கேம் முடிஞ்சு இல்லையா அதனால் அந்த நாலு பொம்மைகளும் அங்கேயே வெடித்து செதுங்க அதுங்களுக்கு ஒரு சாவியும் கிழ வருது அதை எடுத்துட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க பார்த்தா ரூம் ரூமாக இருக்குது அப்போ அங்கே ஒருத்தன் ஓடி வரான் அவன் பின்னாடி ஒரு பொம்மை துறத்திக்கிட்டே வருது அவன் என் கையை பிடிங்க என் கையை பிடிக்கிட்டுன்னு சொல்லிகிட்டே வரான் இவங்களும் பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே அந்த பொம்மையை அவங்கள விட்டுட்டு ஓடிடுது என்னென்னா அந்த பொம்மை கை கோத்துட்டு நின்று இருந்தால் விட்டுவிடும் அப்படி இல்லாட்டி அவங்கள சா அடிச்சிடும் இப்படியே நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை ஓடி வர ஒரு பொம்மையும் தோட்டிகிட்டு வருது நம்ம ஹீரோயினி அந்த பொம்மை கிட்ட கிட்ட பிடிச்சிடுது அதனால நம்ம ஹீரோயை இவங்கள விட்டுட்டு ஓடி போய் நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிடுறாரு அதனால் அந்த பொம்மை அவங்களையும் விட்டுட்டு ஓடிடுது நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட எங்கே உங்கள் கையில் இருந்த சாவி காணும் சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் வில்லனும் என் கூட தான் இருந்தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஜெயித்தோம் அவன் அந்த சாவை எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு சாவியோடு அங்கே வந்து நிற்கிறாங்க இப்படி எல்லோரும் நின்றுட்டு இருக்கும் போது அங்கே செவுத்தை ஒரு பால் மாதிரி ஒரு பெரிய மிஷின் வந்து நிற்குது அந்த பால் உள்ளே மொத்தமாக ஏழு சாவி இருக்குது ஆனால் இவங்ககிட்ட இருக்கிறது மொத்தம் நாலு சாவி தான் இருக்குது ஸோ இப்போ அந்த நாலு சாவியும் போட்டால் இந்த கேம் முடியுமா இல்லை மொத்தம் அந்த ஏழு சாவி போட்டால் அந்த கேம் முடியுமான்றத நாளைக்காக பார்ப்போம் பார்ட் டூவில் தேங்க்யூ